அலாமேக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ இப்போ வந்து ஸ்கூல் லீவு விட்டாச்சு இல்லையா அதனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இருக்கணும் நிறைய பேர் வரலை அது காலையில் மனசாக்கு பெரும்பாலும் யாரும் வரமாட்டிங்க ஸ்கூல் லீவு வேற சொல்ல தேவையில்லை சரி இந்த ஸ்கூல் லீவில் நம்ம புரோஜனமாக ஏதாவது என்ன படிச்சுக்கணும் நேரத்தை வீண் விளையாடணும் எல்லாம் பண்ணணும் அதே சமயங்களில் தொழுகைக்கு சரியாக வந்துடணும் புரோஜனமான எதாவது ஒரு விஷயத்த நின செஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம படித்து தெரிஞ்சிக்கணும் இப்போ எல்லாத்தையும் கேட்குறேன் சாப்பிடும்போது என்னென்ன ஒழுக்க முறைகளை பேணி நம்ம சாப்பிடணும் உட்காந்து கையிட்டு முடிச்சுட்டு அஞ்சு வரலயும் சூப்பி சாப்பிடணும் தட்டை வலித்து சாப்பிட்ணும் அடுத்தாட்டில் ஆ தட்டில் நடுவில் ஒரு பரு எதுவுமே தட்டை வலி வலிக்காமல் இது வலித்து ஒரு பருக்க விடாமல் எடுத்து சாப்பிட்ணும் கீழே விழுந்தாலும் அதையும் எடுத்து சாப்பிட்ணும் கையே சாப்படி கையா ஏதாவது ஒரு விரிப்பை தனியா ஒரு இடத்த வச்சிருக்கணும் ஒரு நாளைக்கு நிற்கிற இடத்துல உட்காந்துருக்க இடத்துலலாம் வச்சு என்ன செய்வாது சாப்பிடக்கூடாது ரூமில் இருக்க நம்ம ரூமில் சாப்பாடு தகவாது ரூமில் வச்சு சாப்பாடு கேட்கக்கூடாது ஹாலில் உக்காந்துருக்கேன் ஹாலில் வச்சு என்ன செய்யறது இந்த மாதிரி அப்புறம் தென்மேல் உக்காந்துருக்கேன் டக்குனு என்ன செய்யறது அங்கே வச்சாப்போ இப்படியெல்லாம் என்ன செய்வாது சாப்பிடக்கூடாது சாப்பிட்றது என்ன செய்யணும் தனி இடம் இருக்கணும் அந்த இடத்துல என்ன செய்யணும் சொன்னால் சாப்பிடக்கூடிய வைக்கிறது ஏன்லாவுடைய ஏதாவது கீழே சிந்துச்சுன்னா என்ன செய்யறது எல்லா இடங்களையும் படாமல் அறுக்காமல் இருக்கும் என்னென்னா அந்த சுப்பரா சுத்தமாக இருந்ததுன்னா கீழே சிஞ்சினதை எடுத்து என்ன செய்யணும் சாப்பிடணும் முதல்ல என்ன செய்யணுமாய் முதல்ல நெசிலும் கை கலவணும் ரெண்டாவது சுப்பரா விரிச்சிருக்கணும் மூணாவது சாப்பாடு நெசிலும் குறைய வை ஒரே தட்டில் ஒரே அடியாக நிறைய நெசவு கூட வச்சு சாப்பிடக்கூடாது முதல்ல நெசணும் குறைய தட்டில் செய்யணும் சாப்பாடு வச்சு மொத்தமா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி அதுக்கு மேல ரசம் ஊத்தி மொத்தமா நினைச்ச கூடாது கொஞ்சமா அதே மாதிரி என்ன செய்யணும் சாப்பிட முடியுமா நெசுணும் வயிறு நிறைய களத்துறை அரை வயிறு தண்ணி அரை வயிறு சாப்பாடு காவேறு நெசுணும் காயும் வயிற்று நாலு வைக்கணும் வயிற்று அரை வயிறு சாப்பாடு தண்ணி காவேறு காயும் வயிறு கூட சொல்றாரு அப்போ சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும் சாப்பிடணும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன் கம்ப்யூட்டர் சண்டை போட்டு சாப்பிட்டேன் அண்ணன் சண்டை போட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குதோ அந்த ஒழுக்கத்தை என்ன செய்வோம் கரெக்டா வாழும் அப்போ முதல்ல கையில் நம்ம சொல்ற மருச்சு ஏதோ ஒரு கவனத்துல என்ன சொல்லிட்டோம் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டோம் என்ன சொல்லி சாப்பிடணும் இப்ப சாப்பிடுக்கும் போதே இடையரசினோம் அல்லாவை போடுறதுக்காக வேண்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா கூட நன்கு செலுத்துகிறேன் பத்னியோட இருக்காங்களே எத்தனைய பேர் ஒண்ணும் இல்லாம இருக்க எத்தனை பேர் எத்தனை பேருக்கு கையெழுத்து எழுதி இப்படி எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன நல்ல சாப்பாடு தந்தியே எல்லா புகழும் நான் உனக்கு என்ன சிற நன்றி சரேஷ்ரன் சொல்லிட்டு இடையில சொல்லணும் என்ன சொல்லணும் ஒரு கட்டு வாய் நிறைய பேர் சாப்பிட்டா சாப்பிடும் என்ன செய்யணும் செமிக்கும் என்ன செய்யணும் கொஞ்சம் பொருளாதான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் சின்னதா தான் கதவு இருக்கு ஆனா ஒரு பெரிய லாரிங்களை கொண்டு உணவு கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியும் அப்ப என்ன செய்யும் அந்த மாதிரி உணவு குழாய்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் குறைய சாப்பிடணும் और साफ करके मुड़ के आई थिंक करले नेसीओ सो बोलो तीन बार साफ हो முடியறது வா மூணு தடவை साफ முடிய ஏப்டி நெசியோ அந்த மூணு தடவை பயன்படுத்தணும் და ரெண்டு வரல நெசிட கண்டிப்பா பற்றோ கண்டிப்பா நெசிடரோ பற்றோ और साफ हो điக்குமா நெசிட 5 வரலங்களா 5 6 하고 नेते நெசியோ चाबर्नो मुड़चे पे गजावो अलहमदुलिल्लाह ली अकदमा ए तोम அலம் அதுலா ஜல்லாஸ்ரீ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு தட்ட நீயா எடுத்துக்கொண்டு போய் நீயா தலை வச்சு என்ன செய்ய கூடாது கையாது கையை கழுகு தட்டை கொண்டு போய் வாசலம் போட்டு கைய நீ கழுவிட்டு தட்டை நீயா கழுவி பெரும்பாலும் வீட்டுக்கூடிய அம்மா நினைச்சு ரொம்ப வேலை எழுத்து போட்டுக்கிட்டு சிரமத்தை நினைச்சு கூடாது ஒரு சுண்ணத்தின்படி என்ன இருக்குன்னா சாப்பிட்டு கையை கழுவுனா அந்த தண்ணி என்ன செய்யணும் குடிக்கணும் ஒரு சுண்ணத்தான் குடிக்கலாம் என்ன செய்யலாம் கையா புரியுதா சொல்லணும் அப்பாடுத்து பத்து இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நீ கையாரு முதல்ல கையை கழுகணும் ரெண்டாவது சுப்புரா விரிக்கணும் மூணாவது சாப்பாடு குறைய வைக்கணும் நாலாவது சாப்பாடை முன்னாடி இருந்து எடுக்கணும் அஞ்சாவது கிஸ்மி சொல்லி சாப்பிடணும் ஆறாவது மூணு வர்லா இணைச்சிக்கணும் சாப்பிடணும் ஏழாவது லக்கலகம் தோப்ப சுக்கர் நிலையில் எட்டாவது பிஸ்மில்லா சொல்ல பறந்துட்டா பிஸ்மில்லாக்கி அப்படின்னு வாசி இருக்கும்னு சொல்லணும் ஒன்பதாவது தட்டை வலிச்சு அஞ்சு விரலையும் சுசிப்பது லாஸ்டா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பத்து ஒழுக்கத்தையும் தேடி நினை செய்யணும் முன்னாடி சொன்ன மாதிரி பெரும்பாலும் எல்லாரும் அங்கே அப்படி சாப்பிட எங்க இருக்கமோ சாப்பாடு வந்துடும் நம்ம என்ன செய்வோம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி என்ன செய்யாது சாப்பாடு என்ன செய்யும் தனிய இடத்தை வச்சிருக்கணும் அந்த இடத்துல சாப்பிடுவோம் எல்லா பண்ணுமே கூப்பிட்டு வந்து